வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் போன பதிவில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் முதல் மூன்று கணக்குகளை பார்த்தோம் இந்த பதிவில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் முக்கியமான இரண்டு மதிப்பெண் கணக்குகள் நான்கு ஐந்து ஆறு பார்க்கலாமாங்க நான்காவது கணக்கு எஃப் என்ற சார்பு எஃப்ஆஃப் எக்ஸ் சமம் என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக்க இங்கே மதிப்பகமும் துணை மதிப்பகமும் இயல் எண்கள்னு கொடுத்துருக்காங்க எஃப் ஃப்ரம் என் டு என் ஏதாவது ஒரு நான்கு எண்களுக்கு நம்ம நிழல் ஒரு எண்ணெய் வரும்னு அட்டவணை போட்டு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் எக்ஸோட மதிப்புகள் ஏதேனும் நான்கு எண்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நமக்கு சார்பு இரண்டு எக்ஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டு எக்ஸ் எஃப்ஆப்எக்ஸ் என்ன வரும்னு கண்டுபிடிக்கலாம் இரண்டு எக்ஸ்னால் எக்ஸோட உறுப்புகளை நாம் இரண்டாவில் பெருக்கணும் ரெண்டு ஒன் ரெண்டு ரெண்டு ரெண்டு நான்கு இரு மூணு ஆறு இருநாள் எட்டு அடுத்து 1 ஒன்று ஒன்றை கழிக்க வேண்டும் 2 கழித்தல் 1 ஒன்று நாலிலிருந்து 1 கழித்தா 3 6 கழித்தல் 1 5 8 கழித்தல் 1 7 பாருங்க, ஒவ்வொரு எக்ஸ் மதிப்புக்கும் நம்ம எஃப்எஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு அதாவது ஒவ்வொரு முன் உருவுக்கும் நிழல் உரு கண்டுபிடிச்சாச்சு நமக்கு கேள்வி ஒன்றுக்கொன்றான ஆனால் மேல்சார்பு இல்லை என காட்டுக இப்போ இதோட துணை மதிப்பகம் என்னென்னு பாருங்கள் துணை மதிப்பகம் என்பது இயல் எண்கள் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நான்கு எக்ஸெட்ரா வீச்சகம் என்னென்னு பாருங்கள் வீச்சகம் என்பது நிழல் உருக்களின் கணம் நிழல் உருக்கள் என்னென்ன ஒன்று மூன்று ஐந்து ஏழு எக்ஸட்ரா துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இல்லை ஒன்று நாட் ஈக்குவல் டு கொன்றான சார்பு ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஒன்று கொன்றான சார்புனா என்ன ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் தொடர்பு படுத்துமானால் எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு பாருங்கள் ஒவ்வொரு முன் உருவுக்கும் தனித்தனியாக பியில் வெவ்வேறான நிழல் உருக்கள் உள்ளன என சார்பு அடுத்து மேல் சார்பு இல்லைன்னு காமிக்கணும் மேல் சார்போட வரையறை என்ன வீச்சகம் சமம் துணை மதிப்பகம் வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமமாக இருந்தாதான் மேல் சார்பு துணை மதிப்பகத்தில் உள்ள இரட்டை எண்களான இரண்டு நான்கு ஆறு எட்டு என்பன வீச்சகத்தில் இல்லை வீச்சகத்தில் ஒற்றை எண்கள் மட்டுமே உள்ளது எனவே வீச்சகமும் துணை மதிப்பகமும் வெவ்வேறாக இருப்பதால் மேல் சார்பு இல்லை முக்கியமான இரண்டு மதிப்பெண் கணக்கு ஐந்தாவது கணக்கு எஃப்ரம் என் டு என் சார்பு எஃப் ஆஃப் m சமம் எம் ஸ்கொயர் பிளஸ் எம் பிளஸ் மூன்று என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு என காட்டு என்பது இயலென்கள் மதிப்பகமும் இயலென்கள் துணை மதிப்பகமும் கொடுத்திருக்காங்க எஃப் சார்பு எம் plus பிளஸ் எம் பிளஸ் மூன்று அட்டவணை போட்டு நிழல் உருக்களை நாம் கண்டுபிடிக்கலாம் எம்முக்கு ஏதேனும் நான்கு எண்களை எடுத்துக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு முதல்ல எம் ஸ்கொயர் F of M. ஆஃப் எம் எம் ஸ்கொயர்னா எம்மோட உறுப்புகளை நாம் வர்க்கப்படுத்தணும் ஒன்றின் வர்க்கம் 1, இரண்டின் வர்க்கம் 4. 3 மூன்றின் வர்க்கம் ஒன்பது நான்கின் வர்க்கம் பதினாறு அடுத்தது எம் எம் அப்படியே நாம் எழுதிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கடைசி உறுப்பு மாறிலையும் மாறிலையும் அப்படியே எழுதிக்கலாம் மூன்று எண்களுமே நமக்கு கூட்டல தான் இருக்கு ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் மூன்று ஐந்து நான்கு கூட்டல் இரண்டு கூட்டல் 3 ஒன்பது ஒன்பது கூட்டல் மூன்று கூட்டல் மூன்று 15, பதினாறு கூட்டல் 4, 20, 20 கூட்டல் 3, 23, மூன்று நிழல் உருக்களை கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள் ஒன்று கமா ஐந்து இரண்டு இப்படி நாம் தனித்தனியாக நிழல் உருக்களை கண்டுபிடிக்கலாம் ஒன்று கொன்றான சார்புனா என்னென்னு பார்த்தோம் ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் தொடர்பு படுத்துமானால் எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியான நிழல் உறு இருக்குது எனவே எஃப் ஒன்று கொன்றான சார்பு ஆறாவது கணக்கு கணம் ஏ சமம் ஒன்று இரண்டு மூன்று கணம் பி சமம் அதாவது மதிப்பகம் 1, 2, 3, 4, துணை மதிப்பகம் என்பது இயலென்கள்னு கொடுத்துட்டாங்க f from a to b ஆனது எஃப்ஆஃப் எக்ஸமம் எக்ஸ்கியூப் என வரையறுக்கப்படுகிறது ஒவ்வொரு உறுப்போட கணம்தான் அதோட நிழல் உரு எனில் இன் வீச்சகத்தை காண்க இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் அடுத்து எஃப் எவ்வகை சார்பு என காண்க கவனிங்க இப்போ நாம எக்ஸ்கியூப் என்னன்னு கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எக்ஸ் இதோட கணம் கணம் ஒரு எண்ணை மூன்று தடவை பெருக்கணும் 1 கணம் ஒன்று இரண்டின் கணம் ரெண்டு ரெண்டு நாலு நாலு எட்டு மூன்றின் கணம் மும்மூணு ஒன்பது ஒன்பத் மூணு இருபத்தி ஏழு நான்கின் கணம் நான்கு பதினாறு பதினாறு நான்கு அறுபத்தி நான்கு வீச்சகம் என்பது நிழல் உருக்களின் கனம் ஸோ வீச்சகம் சமம் ஒன்று எட்டு இருபத்தி ஏழு அடுத்து எவ்வகை சார்புன்னு கேட்டிருக்காங்க நமக்கு நல்லா தெரியும் மதிப்பகுதியிலுள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் தனித்தனியாக வெவ்வேறான நிழல் உருக்கள் இருந்தால் அந்த சார்பு ஒன்று சார்பு எனவே இங்கு எஃப் என்பது ஒன்று சார்பு ஒன்று சார்புக்கும் மேல் சார்புக்கும் வரையறை நினைவில் இருந்தால் இம்மாதிரியான இரண்டு மதிப்பெண் கணக்குகளை நாம் எளிதாக செய்து முழு மதிப்பெண் பெற்றுவிடலாம் மூன்றுமே முக்கியமான இரண்டு மதிப்பெண் கணக்குகள் Thank you!